watching videos without subscribe is injurious to youtubers but rope we like cool subscribe now வணக்கம் மக்களே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்கள் அர்ஜெகாவியா இதே மாதிரி சரிதாங்க வீடு வீடு மாதிரியே இருக்காது ஆனா அம்மா இருக்கும்போது பயங்கரமா அவங்களை ஹேர்ட் பண்ணுவோம் ஹர்டா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ரொம்பலாம் சண்டே போடுறது இல்லைய நம்ம அம்மா கிட்ட அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அவங்களுக்கு இருக்க சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்றதுதாங்க எங்க அம்மா அப்படியே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எங்ககிட்ட நீங்களுக்கு நினைச்சு அடி மனசுல சரின்னு போய் செஞ்சிட்டு வந்துட வேண்டியது எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல ஏதாவது அம்மா வடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க எல்லாமே தன்னோட ஃபேமிலிக்காக சாக்ரிஃபை பண்றது அம்மா தான் அப்பா பண்ண மாட்டாரா நீங்க கேப்பீங்க அதை பத்தி இன்னொரு வீடியோல பண்ணுவோம் அது வரைக்கும்